தெரிய வடிவேலு காட்டி பார்த்து அமைதி வந்துருப்பேன் வர மாதிரி இருக்கோம் அப்புறம் முன்னாடி வந்துடும் போயிடலாம் போ என்ன பேசு போயிட்டு மாத்த மாட்டேன் என்ன வாடா பேடா சூடா இருந்தோம் என்னடா என்னது <laughs> <laughs> வெளியாக போ <laughs> கொண்டே மறந்துருவோம் அடிவள்ளி கிழமையில நீதாலே உச்சா போயிருவேன் தூங்கும்போது கூட மாய கல்லூடி இதுக்கு அப்பயே பாக்க வேண்டே மாயமுடி போடா போடா நீ தாண்டா செத்து போயிருக்க எல்லாத்துக்கும் நீ தாண்டு காரணம்